து கொஞ்ச வெளிய வந்தால் கொரோனா நம்மள சாவடிக்குது அட சும்மாவே வீட்டில் இருந்த போற டிக்குது கொஞ்சம் வெளியே வந்தால் கொரோனா நம்மள சாவடிக்குது வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வர மூணு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் கொரோனா வராது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்மளோட வீடியோ உடனுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்